சாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளது வணக்கங்கள் இன்று நான் பேசப்போக்கும் தலைப்பு என்னவென்றால் எனக்கு பிடித்த தலைவர் எனக்கு பிடித்த தலைவர் யார் என்றால் டாக்டர் ஏ அப்துல் கலாம் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாமை எனக்கு பிடிக்க காரணம் அவரது வாழ்க்கை வரலாறு அவரது வாழ்க்கை வரலாற்றை நானும் உங்களிடம் கூறுகிறேன் சரி அவரது வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி ராமேஸ்வரத்தில் நன்றின வெற்றிப்படிகள் பிறந்து அந்த இடத்தில் இருந்த தொடக்கப்பள்ளியில் படித்தார் படித்துவிட்டு திருச்சிராப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிஎஸ்சி பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் முடித்தார் முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மெட்ராஸில் மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் அவர் ஏரோனெட்டிக்கல் என்ஜினியரிங்கை முடித்தார் முடித்துவிட்டு அவர் பல பல மிசைலுக்கான டிசைன்லான் டிசைன்களை செய்தார் அதனால் அவரை நாம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்றும் அழைக்கிறோம் அவர் இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி வரை அவர் இந்தியாவின் பிரசிடெண்டாக இருந்தார் அது இல்லாமல் அவர் பத்மபூஷன் பத்ம பாரத ரத்னா பாரத ரத்னா என்பது இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய விருது அதையும் அவர் பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி போன்ற நிறைய புத்தகங்களை அவர் எழுதியுள்ளார்